எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூருகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய हृதயத்தில் தோன்றவும் இல்லை But as it is written I hath not seen nor ear heard neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him